மக்களுக்கு இரண்டு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்களே ஆனால் தாயும் பிள்ளையும் போன்று சகோதரன் சகோதரி போன்று அவர்கள் நம்முடைய தமையனார் அந்நிய நாட்டிற்கு சென்றவர் சிறீதகப்பனாருடைய உபாத்தி கேட்க சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது ஆகையினால் போனவர்கள் ார்களோ அல்லது கடலிலே போகும்போது அவர்களுக்கு ஏதாகும் ஆபத்து ஏற்பட்டதோ ஆகவே என்ன ஆனார்களோ தெரியவில்லையே என்று இந்த காலியது எண்ணுகின்ற நம்முடைய தமையனார் உயிரோடு இருந்திருந்தா திரும்பி வந்திருப்பார்கள் ஆகவே அவர்கள் வரவில்லை என்று அந்த காலியதுடைய மனவிலே எ எண்ணம் ஏற்பட்டுவிட்ட நல்லா அதாவது நம்முடைய பெருமானார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சந்திப்பார்களே ஆனால் நிச்சயமாக உழைத்து விடுவார் புகுந்து விடுவார் என்று அதுபோல விஸ்வத் அம்மாவும் ஹாலிதும் இரண்டு பேர்களும் இருக்கின்ற அவர்களுடைய நிலையில இபிலிசான் ஆகக்கூடியவன் அந்த ஹாலிதுனுடைய உடலுக்குள்ளே புகுந்து விட்டான் புகுந்து விட்டான் அவனுடைய மனோநிலை மாறிவிட்டு நாம் தான் அண்ணனுடைய மனைவியை பாதுகாக்க கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு மாறுபட்ட எண்ணத்தோடு அந்த விசாய முறைப்படி அவர்கள் அப்புறமாக அந்த புறத்துக்குள் கோசா முறையோடு இருப்பார்கள் இவர்களுக்கு வேண்டிய உணவுகளை வைக்க வேண்டிய இடத்துல வைத்ததும் இருந்தவன் செல்லக்கூடிய நேரத்தில் விஸ்வத்து நாயகி சபூர் மார்க்கத்தை வைத்து ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் கணவன் சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையேயே ஒரு வருடம் கழிந்து விட்டது என்று அந்த அம்மாள் எண்ணத்தோடு ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முன்னிலையிலே செல்லுகின்ற நாளாக இன்று என்னுடைய அந்த புறத்துக்குள் வந்திருக்கின்ற வேண்டும் எதற்காக வந்தீர்கள் என்று நீ <laughs> சொல்லுகின்றான்தி <laughs> மனைவியே என் அருமை நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த சொல்லுகின்றான் திரும்பவில்லை போனவர்கள் போய்தான் சேர்ந்தாரோ அல்லது கடலில் தாந்தாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லை உங்களுக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி நாம் இரண்டு பேர் நம்முடைய அரண்மனையிலே ஜோடி புறா கை போல ஜோடி வாழ போல சொல்லுகின்ற சொல்லுகின்ற சொன்ன மாறாக வந்து பேசுகின்றாய் ஆகையினால் இப்ப சொன்னது போல் இந்த வார்த்தையை இனிமேல சொல்ல இந்த உலகமாக கூடியது அழியக்கூடிய உலகம் இந்த அவனுடைய சொல்லுக்கு நீங்கள் இணங்காத போனால் உங்களை நான் ஒரு காலமும் காலமும்ழவிட மாட்டேன் என்று எச்சரிக்கின்றது கேட்டு அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள் நான் உனக்கு இறுதியாக சொல்லுகின்றேன் ஆனால் இந்த உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு அப்படி அவன் வெக்கி வெக்கி தலை குனிந்து வெக்கமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் வீட்டை விட்டு வெளியேறி வரும் போது அவனுக்கு கூட்டாளிமாறு எட்டு பேர் இப்படி உள்ளவனாக்கும் எட்டு பேரும் அதுக்கெல்லாம் தலைவன் ஆமா இந்த இந்த எட்டு பேர்களும் கூட்டாளிம வருவதற்கு அந்த எட்டு பேரும் கேட்கின்றார்கள் எங்களுடைய முகங்கள் எல்லாம் அதாவது அகத்துல இருக்கிறது முகத்தில தெரியும் அது போல உன்னுடைய முகம் காட்டுகின்றது உன்னுடைய உள்ளத்துல என்ன கவலை எங்க இடத்துல சொல்லு சொல் என்று சொன்ன உடனே எல்லா விபரத்தையும் அந்த எட்டு பேர்ட்டு சொன்ன உடனே அப்ப அதாவது ஹாலிது மீட்டு சொல்லுகின்ற என்னுடைய அண்ணன் மனைவியை பென்றாட வேண்டும் என்று நினைத்தேன் அந்த அம்மாள் மறுத்துவிட்டார்கள் எப்படி என்னுடைய பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று வீட்டுக்கு போக சொல்லக்கூடிய யோசனை அண்ணன் மனைவி உனக்கு சம்மதிப்பார்கள் என்று சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள் அதாவது வீட்டுக்கு சென்று என்று சொல்லு எங்களுடைய சம்மதிப்பார்கள் என்று சொல்ல அது போலவே அந்த மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாளை பார்த்து சொல்லுகின்றான் என்னுடைய நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை என்பதாக பள்ளிவாசலில் கொண்டு போய் நிறுத்தி படுகுழிக்கு ஆளாக்கி உங்களை கல்லால் அடித்து கொள்ளும்படியாக செய்வே சம்மதத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் போது பாராது என்றும் கருதாது தத்துவத்தையும் இழந்து இந்த மாதிரி உள்ள வார்த்தையை சொல்லுகின்ற சொல்லுகின்றேன் காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒரு வார்த்தையை கொண்டும் நீ என்னுடைய என்னுடைய இடத்தில் மாற்ற முடியாது அவன் அதற்கு மேல அங்கு இருக்க முடியவில்லை வீட்டு வீட்டு வெளியேறுகின்றான் எட்டு பேரையும் கண்டு நடந்த விவரத்தை சொல்லுகின்றான் அண்ணன் வருவதற்கு முன்னால கொன்றுவிட வேண்டும் என்று என்ன திட்டம் என்று கேட்கும் போது சொல்லுகின்ற நாளைக்கு நீ பள்ளியாசல்ல போய் சொல்லு ஊருக்கு பெரியவங்க நாட்டாக பஞ்சாயத்து முத்து இடத்துல போய் சொல்லுடைய மாற்றமாக நடக்கின்றார் கூப்பிட்டு அவர்களை விசாரித்து தகுந்த முறையில் அவர்களுக்கு அப்படி சொல்லுகின்றே அதாவது பெண்ணுக்கு பெண் சாட்சி வேணும் ஆண் சாட்சி வேணும் என்று கேட்பார்கள் நாங்கள் பெண்ணுக்கு சாட்சி நாம ஏற்படுத்திக் என்று சொன்னதும் அதே போல அந்த மறுநாள் ஊரு பள்ளிவாசல கூடிய எல்லா ஜமாத்தார்களும் இருக்கும் போது அது போலாம் சொல்லுகின்றார் ஊருக்கு என்ன காரணம் என்று வந்து என்ன காரணம் என்று கேட்கும் போது சொல்லுகின்ற அண்ணன் நல்லபடியாக இருந்தார்கள் அதற்கு பின்னால் என்னுடைய அண்ணன் மனைவியினுடைய செயல் எப்படி என்று சொன்னால் தலைமுழி மலரை di al voce di ai da முறையில அந்த பெண்மணியுடைய மனம் மாறிவிட்ட இந்த விதமான முறையிலே சென்று கேட்பதற்கு வழி இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் கடந்தால் அவர்களை பார்த்து அக்கம்பெல்லாம் அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு தகுந்தும் பொழுது அப்ப दिल दार गए அதாவது லாபியில் ஆலயமுடிய மகள் விசுவணி உயர்ந்த ஒரு குலத்தில் உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் பண்பு பாசம் உள்ளவர்கள் உள்ளவர்கள் அவர்கள் மீது இப்பேற்பட்ட ஒரு அபாண்டமான சுமத்துகின்றாய் என்று சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் வாஸ்தவன்தான் நீங்கள் சொல்வது ஆனாலும் என்னுடைய வீட்டில் நடக்க வேண்டிய செய்தி எனக்கு தான் தெரியும் ஆகையினால் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்களே பாரு பள்ளிவாசலுக்கு நிறுத்தும்படியாக அனுப்பி அவர்கள் அழைக்கின்ற செய்தி கேட்டு சத்தம் கேட்டு எழுந்திரித்து முகம் புரிதாமடு வெளியில் வந்து என்ன காரணம் என்று சொல்லுகின்றார்கள் கண்கள் கண்ணீர் சிந்த புலம்பித்தானே இந்த உலகத்தில் பெண்களில் கண்ணீர் சிந்த அளவு புலம்பிக் கொண்டு ஆண்டவனே என்ன இருக்க என்ன மோசம் என்று அவர்கள் வேண்டிய வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து வெளியாகி பள்ளி வாசலுக்கு வருகின்ற நேரத்தில் அவர்களை போரத்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் இப்பேரு பிரபராதியாகிய இந்த விசுவம்மாவுக்கு இப்பேரு கொற்ற ஒரு பாரதூரமான மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக அம்மா கூடிய அம்மா விசுவ நீங்கள் ஒப்புக்கொள்கின்ற கேட்கும் பொழுது வெட்கமடைந்து மற்ற ஜனங்கள் சொல்லுகின்றார்கள் குற்றவாளியை கொண்டு வந்து களவு செய்தவனை கொண்டு வந்து நீ களவாண்டியா என்று கேட்டா எந்த களவாளியாவது ஒப்பு ஒப்புக்கொள்வாங்களா அடிக்கணும் இல்லைன்னா கட்டி வைக்க குற்றவாளியை கொண்டு வந்து கேட்டால் யாராவது சொல்லுவார்கள் அந்த அம்மாவுடைய மௌனம் அந்த குற்றத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் என்று சொன்ன உடனே கேட்கின்றார்கள் ஆனால் நீ குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டா இதற்கு நாம தீர்ப்பு வழங்கணும் நல்ல சாட்சிகள் தான் அறியான சாட்சி என்று ஊர்ல பெரியவங்க கேட்கின்றார்கள் அதாவது உங்க இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம் இந்த பெண்மணி தபுர் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன சொல்லுகின்றது பெண் சாட்சி வேண்டும் ஒரு குறுந்தருக்கு ஒரு தாய்மார்கள் எண்பது வயசு ஆமா நூறு வயசு நூற்றி பத்து வயசு இப்படி உள்ள பெரிய பெரிய நன்னிகள் பெரிய பெரிய பெரிய பெரிய கலைகள் அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் என்ன